பழநில கொஞ்சம் ஆகு ஒரு வேலை பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்துல வந்து வேலை டயர்ட் ஆகி போகும் அடுத்து உட்கார்ந்துருவேன் இப்போ வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா ஆக்டிவா அந்த வேலையை முழுமையை பார்க்க முடியுது ஒரு படிப்பேன் கொஞ்ச நேரம் அந்த தீர்ந்து அப்புறம் முன்னாடி வந்து படிக்கும்போது வந்து ஒரே சிந்தனையா படிக்கணும் இது டயர்டே கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன் அந்த படிப்பு வந்து இன்னைக்கு ஒரு கான்செப்ட் இதை படிக்கணும்னு நினைச்சிருப்பேன் ஆனால் அதை முடிக்க முடியாம அப்படியே டயர்டாயிடுச்சு இப்போ கொஞ்சம் கான்சிடென்டா இல்லை டார்கெட் வச்சோம்னா அதை படித்து முடிக்க முடியுது நடந்து மூட்டு வலி இப்போ இதுக்கு முன்னாடி பைக் கொண்டு பைக்குல கொண்டு விட சொல்லுவாங்க வந்து நானே நடந்து போறேன் அப்படின்னு அவங்களே இப்போ நடந்து போறாங்க ஒரு அறுபது வயசுக்கு அறுபது வயசு இருக்கும் எனக்கு வந்து வைப்பு ஒரு டிஸ்பிளாய்ட் இருக்கு. சரி ஓகே ஓகே. எங்க எந்த ஊர்ங்க நீங்க? எனக்கு வந்து இங்க தெнгаசிபங்க சங்கரங்கோவி. சரி சரி ஓகே ஓகே. சரி மீன் ஆர்டர் ஜி. ரெகுலரா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆமா ரெகுலரா சாப்பிட்டு இருக்கேன். அந்த மீன் ஃபிரீட்ரக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணுங்க. சரி ஓகே ஓகே. உங்களுக்கு இங்க சப்போர்ட் எல்லாம் இப்படி இருக்கு. உங்களுக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் கரெக்ட்டா வந்துட்டிருக்கா? உங்களுக்கு ப்ராடக்ட்ல கரெக்டா வந்துட்டு இருக்கு இங்க அதான் இப்ப ரீசெண்டா வந்து என் ஃப்ரெண்டும் இதே மாதிரி நல்லா இருக்கு சொன்னேன் அவருக்கு வந்து கொஞ்சம் சக்கரை நோய் இருக்கு கொஞ்சம் மூச்சுத்தனவு ஏற்படுது அப்படிக்கப்புறம் இந்த காக்காவது மாதிரி கையங்களை இருக்குருவாரு அவரு சரிங்க அதனால அவருக்கு இப்ப வந்து ரெண்டு இது அவரு எனக்கு ரெண்டு பாட்டுல வாங்கி கொடுவாங்க சரி அதனால நான் இப்ப அவங்களுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா இருக்கும் வந்து உடனே இதோட எஃபெக்ட் தெரியாது இதை வந்து ஒரு மூணு மாசத்துக்கு மேல நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டா இது மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இப்ப தான் வாங்கி ீங்களாடுங்க உங்களுக்கு சக்கர வியாதி எனர்ஜியே கவனிச்சு சாப்பிடணும் மென்னு சாப்பிடலாமா நம்ம தான் வீணா போயிட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்காவது இந்த உண்மையை கொண்டு போயிடலாமா கொண்டு போயிடலாமா அவன் எவ்வளவு வேலை இருந்தாலும் அரை மணி நேரம் சாப்பிடணும் இனிமேல அரை மணி நேரம் தகுந்த மாதிரி உட்கார வச்சிருக்கீங்க திருப்தியான உணவாகவும் இருக்காது அவனுக்கு அது சத்தான உணவாகவும் இருக்காது அதனால தான் இப்போ வந்து இந்த நம்ம சஞ்சீவினி அப்படின்ற ஒன்று கொடுத்துட்ருக்கோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா ஏகப்பட்ட நோய்களை அது குணப்படுது என்னென்ன நோய் குணப்படுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது நம்ம ஒரு கான்செப்ட்டுக்கு ரெடி பண்ணி உயிராற்றலை கொடுத்தா அது வீசி கியூர் பண்ணுது டிஎம்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்கள சரி பண்ணுது இன்னும் மென்சுரல் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தவங்கள சரி பண்ணுது அது சரி பண்ணாத விஷயமே கிடையாது ஆனால் இதை கொண்டு போய் கேன்சரை குணப்படுத்தும் அதை குணப்படுத்தும் இதை குணப்படுத்தும் ரொம்ப எதிர்பார்ப்புல எல்லாம் வாங்காதீங்க இதை எப்படி சாப்பிடணும்னா டெய்லியும் ஒரு ஹெல்த் டானிக் மாதிரி எடுத்துக்க நீங்க ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடவே வேண்டாம் காரணம் என்னன்னா உங்களது உடம்பு மொத்தமும் இந்த மெக்கானிசத்துக்கு மாறிடும் உடம்பை ஸ்ட்ராங்காக வைத்திருக்கும் காய கல்பமாக மாறும் வருஷம்லாம் ஒருத்தன் சஞ்சீவனி சாப்பிட்டானா முடிஞ்சு போச்சு அது காய மருந்து தான் தேவையில்லாம பல கன்றாவி வீணாக போன விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்குது தேவையில்லாத அத்தனையும் வெளியே எடுக்கக்கூடிய ஆற்றல் சஞ்சீவினிக்கு உண்டு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நினைச்சா ஆயிரம் ப்ராடெக்ட் கூட ஒரு ஆன்லைன் ஸ்டோர் போட்டு விற்க முடியும் அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது ரெண்டாவது நீங்களே எங்களை டுஸ்ட் பண்ணி விடுறீங்க வேறு எதாவது பொருள் வச்சிருக்கீங்களா தம்பி வேற எதாவது கொடுங்க தம்பி நாங்கள் யூஸ் பண்ணியே கேட்குறீங்க எங்களது நோக்கம் அது கிடையாது காயக்கல்பம்னா என்ன காயம் என்றால் உடம்பு புண்ணு கிடையாது கல்பம் என்றால் அழியாமல் பாதுகாப்பது காயம் என்றால் உடம்பு கல்பம் என்றால் அழியாமல் பாதுகாப்பது இந்த உடலை அழியாமல் பாதுகாக்கும் உணவிற்கு பெயர் காயகல்ப மருந்து அல்லது அந்த கலைக்கு பெயர் காயகல்ப கலை